சீத் கோனை எரவாடி வாழ்ப்பு மை நாடி வந்தோம் பாமை நாடி வந்தோமே பாா உமை நாடி வந்தோம் பாடி வந்தோமே இம் சகித் கோமான எர்வாடி வாழ்ப்பு மை நாடி வந்து kiskanu ivai varodi urangu vaadu oliyulla umai nadi vandu baba umai nadi vandu baba umai nadi vandu baba umai nadi vandu mee ee pram shahid தார என்னந்த நீரல்லோ शहीद को माने एरवा डी वालपुमानी वाड़ 아루, 아루, 아루, 아루 سلام تولمیا செய்யும்கோ சபா எங்களது பாவல நான் வாழ்வுகளும் தெய்வ கவிழது செய்யும் சபா எங்களது பாவலனால் வாழ்வுகளும் தெய்வ கவி ஆசானை நான் முகம்மத் அருஷில் அருள் இலங்க ஆசானை நான் முகம்மத் அரு அருளங்க உமை நாடி வந்தோடி வந்தோ உமை நாடி வந்தோ பாபாடி வந்தோமே இப்ராம் சஹித் கோமானேயர் வாடி வாழ் பூமானே குமை நாடி வந்த அழவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பம் செய்கின்றோம் இருலோக ரட்சகராகிய பெருமான நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் இப்ப சொல்லப்படுகின்ற சரித்திரமாக கூடியது இந்திய திருநாட்டிலே தாய் தமிழ் தென்பாண்டி மண்டலத்தில் தீனு இஸ்லாத்தை நிறைப்படுத்த வேண்டும் என்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் நம்முடைய பெருமானார் நபி முகம்மதின் முஸ்தபா ரசூ கரீம்லாஹு அலி வசல்லம் அவர்களது பதினெட்டாவது தலைமுறையிலே மதினாவிலே தோன்றி மாபெரும் வீர தியாகம் புரிய வேண்டுமென்ற நாயகத்தின் நல்லாசி கொண்டு தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்து அதிலையும் குறிப்பாக முத்தமிழ் என்று போற்றி புகழ்கின்ற செந்தமிழ் நாட்டிலே பாண்டிய மண்ணிலே சத்திய சன்மார்க்கத்தை நிறைப்படுத்த வேண்டும் என்று வந்து அவர்கள் வீரம் செறிந்த தியாகம் புரிந்த ஒரு தீரமிக்க ஒரு சரித்திரமாக இருக்கும் ஷையதினா இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறு ஆகவே இந்த சரித்திர வரலாறை சீரோடும் சிறப்போடும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு மிக மிக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த சரித்திரத்தை ஆரம்பம் செய்கின்றோம் ஆதிநால் ஆதி பெரிய நாயன் திருவய எங்கள் ஆண்டோர் முஹம்மது நபி பரகதினால் ஜிலாழக்கும் மதினாவிலேங் அவர்கள் வாழ்சிறக்க வாழ்ந்திருந்தார் அவர்களின் சலபாத்தின் தரஜாவை கொண்டும் மதினமா நகரம் என்று சொல்லுகின்ற சிறப்பு தங்கிய திருநாட்டிலேயா செய்ய அகமது என்று சொல்லக்கூடிய அவர்களின் சிறப்புக்குரிய மகனாக அவர்களுடைய மனைவியாராகிய செய்ய பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களின் தவ புதல்வராக நமது ஏர்வாடியில் அடங்கியிருக்கின்றா இப்ராம் ஷஹீது அலியுல்லா மதினமா நகரத்தில் பிறக்கின்றார்கள் அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி சரத்திரத்தில் சொல்லப்படுகின்ற தோண்டலாக நபியினுடைய வாரிசாக அவர்களுடைய வம்சத்தில் நின்றும் வந்த ஹுசைன் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களது தலைமுறையில் நின்றும் அதாவது இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் அவதரித்த ஒரு சிறப்பை பற்றி சரத்திரத்திலே சிறப்பாக சொல்லுகின்றார்கள் தாயினுடைய கர்ப்பாசனத்தில் தரிபாடா இருக்கின்ற அந்த தவ புதல்வராகிய ஷயித்னா ஷஹீத் வலியுல்லா அவர்கள் எப்பேர் சிறப்பை பொருந்தியவர்களாக பிறக்குகின்ற உலகத்தினுடைய ஒப்பனைபடி ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாள் இன்று சொல்லக்கூடிய நிறைவை பெற்று குறைவில்லாதபடி அந்த தாயினுடைய கர்ப்பாசனத்தை விட்டு செய்ய இப்ராம் ஷஹீத் வலியுல்லா எவ்வாறு இந்த உலகத்தில் பிறக்கு நாள் மாதம் பிறந்தார்கள் சையா இப்ராம்ஹீத் வரியுள்ள தாயின் கர்பாசனத்தை விட்டு ரமதான் மாதம் பிறை மூன்றில் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் இன்னும் அவர்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிடுகின்றார்கள் கிஜிரி ஐநூத்தி வருஷம் கிபி ஆயிரத்தி வருஷம் மதினாவில் சிறப்பாக பிறந்தார்கள் என்று வரலாறிலே பொறிக்கப்படுகின்றனர் அந்த மகானவர்கள் மதினமா நகரத்தில் பிறந்து அவர்களுடைய தாயினுடைய மடியிலே தவழ்ந்து வரக்கூடிய காலத்தில் இறைவனுடைய நின் அருளையும் நேசத்தையும் பெற்றிருந்த அந்த தாய் தந்தையர்கள் இரண்டு பேர்களும் செல்வ மகனை எம்முறையில் வளர்த்து உடலை உடலில் எப்படி இந்த உயிரை பாதுகாக்கின்றோமோ அதுபோன்று கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று தான் பெற்ற செல்வ இப்ராம் ஷஹீத் அவர்களை கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக நாளும் தொருமே நீழுதொரு மே வளர்த்து மே வந்திடுவா தாய் தந்தை இருவர் இரண்டு பேர்களும் தன் மீது அபிமான அன்போடும் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்பதாக பெயர் சூட்டி சிறப்பான முறையிலே வளர்த்து வருகின்றார் வயது அவர்களுக்கு ஐந்தாகின்றது ஐந்தாவது வயதிலே அருமை மகனை கல்வி கூடத்திற்கு அனுப்பி வைத்து கல்வியை கற்க வேண்டும் மார்க்கத்தினுடைய அறிவை படிக்க வேண்டும் என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அதுபோன்று அந்த செல்வ மகன் செய்யது இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையிலே பாடசாலைக்கு சென்று சகரவிதமாவுடைய கல்விகளையும் நல்ல நம்மளுடைய மார்க்க சம்பந்தமான தெளிவான அறிவான நூல்களையும் ஆராய்ந்து சிறந்து அந்த மதரசாவிலே மாபெரும் சிறப்பு தங்கிய மாணவராக முன் வரிசையில் திகழக்கூடியவர்களாக சகலவிதமாகவுடைய கல்வி ஞானங்களையும் பெற்று சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வரப்பட்ட தன்னுடைய மகன் சுல்தான் ஷஹீத் அவர்கள் அவங்க அவங்களுக்கு வயதும் வளர்கின்றது அறிவு வளர்கின்றது கல்வி வளர்கின்றது ஞானம் வளர்கின்றது இதுபோன்று தன்னுடைய மகன் வளர்ச்சியை கண்ட செய்யது அகமது அவர்கள் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு போற்றி புகழ்ந்தவர்களாக இறைவனை துதித்தவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலமருந்து ஒரு மகனாருக்கு ந்தையர்கள் தன்னுடைய மகன் அறிவு ஞானங்களையும் கல்வி ஞானங்களையும் இறைவனை ஞானங்களையும் கற்றுணர்ந்திய அதாவது அது மட்டுமல்ல வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை வாழ் பயிற்சி சண்டை பயிற்சி இன்னும் இதுபோன்று அதாவது யுத்தகலத்திற்கு சென்று அதாவது யுத்தகலத்திற்கு சென்று செய்யக்கூடிய இது போன்று உள்ள வீர சாகசங்களையும் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி சகலவிதமாவுடைய அறிவுகளையும் கல்விகளையும் கற்றுணர்ந்த அந்த மகனுக்கு வயது முப்பது நிறைவாகின்றது அப்படி முப்பது வயது நிறைய பெற்ற தன்னுடைய அருமை மகனாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த தீ அந்த திரு மதினமா நக நகரத்தில் மாபெரும் இன்னும் செல்வம் படைத்தமும் அறிவும் பொருந்திய ஒரு சீமானுடைய மகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற செய்யதலி பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாயவர்களை தன்னுடைய மகனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்று நிறைவோடு மனம் பேசி மதினமா நகர மக்கள் எல்லாம் மனதிலே சந்தோஷமாகி செய்ய அகமது அவர்களுடைய அருமை குமாராகியது இப்ராஹிம் அவர்களுக்கு அந்த அலி பாத்தியமா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸ்தார் அவர்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி யாவர்கள்தானே முன்னின்று அந்த திருமணத்தை அந்தனுக்காகத்தானே சிறப்பான முறையிலே மனம் முடித்து வைத்திடுவார் அருமை மகனான இங்கி வைத்தே மகன இப்ராஹிம் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே திருமணம் நடந்தது அந்த திருமணம் நடந்து இரண்டு பேர்களும் போன்று ஒத்துமையான முறையிலே அந்த புதுமண மக்கள் செல்வச் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் ஆண்டவன் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் கல்விகளையும் வீரத்தையும் கொடுத்த அந்த இறைவன் அதுபோன்று அவர்களுக்கு மக்கள் பாக்கியத்தையும் கொடுத்தான் அவர்களுக்கு புத்திர சம்பத்தையும் கொடுத்தான் அந்த சிறப்பையும் பெற்றிருக்கின்ற சிறப்பு தங்கிய சையித்னா இப்ராம் ஷஹீது வலியுல்லா அவர்கள் ஒரு அன்று தன்னுடைய பாட்டனார் ஆகிய முபா அவர்களுடைய சொல்லக்கூடிய பள்ளியில் வெள்ளிக்கிழமை தொழுகியை தானே முடித்துவிட்டு ரவுலா சதீபில் தானே சென்று இன்னும் இறைவனைத்தானே போற்றி புகழ்ந்து இறை வணக்கங்களை முடித்து அருமநாயகத்தினுடைய ரவுலாவிலே அசந்தி நித்திரையா இருக்கின்றார்கள் تمرد جلي إبراهيم ிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அருமை இப்ராம் சகிது அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள் என்ன கனவு காணுகின்றார்களே ஆனால் இருகராகிய பெருமானார் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் அவர்களுடைய கனவில் தான் நிதர்சனமாக சொல்லுகின்றார்கள் எனது அருமை கண்மணியாகிய பேரனாரே செய்ய இப்ராம் ஷஹீத் அவர்களே உங்களுக்கு ஆண்டவன் நற்கிருபையும் நல் ரஹமத்தும் என்னுடைய அன்பும் என்னுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்திய மோற்றிய அவள் வாழ்த்தி சொல்வார்கள் வாழ்த்து சொல்லுவார் என்ன ரூமை பெற நாஹிம் ஷஹிதவரே என் இரஹிம் அவங்களுடைய மினாமியத்தில் தரிசனமாகி அன்பாக அவர்களை அவர்களைத்தானே பாராட்டி வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள் அன்பு பேரரே அருமை இப்ராஹிமே எல்லாம் ஆண்டவனுடைய அருள் கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய பணியை இந்த தீனனுடைய சிறந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் அதிலேயும் சிறப்பாக இந்தியாவிற்கு சென்று வட இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் மத்தியில இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகோல வேண்டும் அந்த நாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சத்திய சன்மார்க்கத்தை நீங்கள் நிறைவுபடுத்த வேண்டும் என்று அருமை நபி அவர்கள் மினாமியத்திலேயே சையது இப்ராம் ஷீத் வலியுள்ளா அவர்களுக்கு இப்ராம் ஷீத் வலியுள்ள அபூர்வமான ஒளிவோடு தெளிவோடு தன் முன்னால் தரிசனமாகிய அந்த பூரண ஒளிவை கண்ட அந்த ஒளிவிலே பொலிவெற்றிருக்கின்ற மனமும் மனதில் உண்டாவான சந்தோஷமும் அப்படி மாட்சிமே தங்கிய ஒரு பேரொளியையும் பார்த்த அவர்கள் திருவாயினால் ஒழிந்த சொற்களையும் கேட்டு மனப்பூரிப்படைந்த அந்த ஒளி மறைந்த மருகணம் இப்ராஹாம் சஹீத் ஒலியுல்லாவாக கூடியவர்கள் பதறி எழுந்தேடுவார் இப்ராஹிம் சகித் அவர்கள் இது என்ன ஒரு அரிய பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது நாம் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரழிவை நாம் பார்க்கவில்லையே காணவில்லையே என்று புதுமையாகி தன்னுடைய பாட்டனார் அவர்கள் மினாமியத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது கட்டளையை நம்மளுக்கு பணித்திருக்கின்றார்களே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது உத்தரவை பணித்திருக்கின்றார்களே அதை நாம் எம்முறையில் நிறைவேற்றுவது என்று அவங்களுடைய மனதிலே எண்ணினார்கள் ஆயினும் உத்தரவுக்கு இணங்க நம்முடைய பாட்டனார் நமக்கு இட்ட நாம் சிறை கொண்டு அதன் செய்து இந்த அவணியில் தீனில் இசுலாத்தை நிலைநாட்ட வேண்டும் அதற்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் அந்த தீனு இக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்று இப்ராம் சகித் வழியுள்ள அவர்கள் வெளியாகின்றார்கள் வெளியாகி இது தான் கண்ட கனவை மற்றும் உற்றார் உறவினர்களுக்கும் மதினமா நகரத்தில் உண்டாவாகிய மற்ற எல்பர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள் அறியினார்கள் அது கேட்டு எல்பேர்களும் ரொம்ப சந்தோஷமாகி அப்பேர் கொடுத்த அந்த அரிய வாய்ப்பினை பெறுவதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம் உங்களோடு வருகின்றோம் எங்களுடைய கட்டளையை ஏற்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு சொன்ன கட்டளையை ஏற்றி நீங்க சொன்னதின் நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் நீங்களிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் எங்களை நாங்கள் அந்த தீர்சிலத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாங்களும் தயாராக கொள்கிறோம் என்று அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார்களாம் பல பேர்கள் இப்படி மதினமா நகரத்தில் சிலது நாள் தங்கியிருந்து இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்வதற்கு பயணப்படுகின்றார்கள் அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் மதினமா நகரத்தில் உண்டான ஏனைய நம்முடைய சகாக்களும் சகாபா தோழர்களும் இதுபோன்று நல்ல ஒரு அரிய வாய்ப்பினையை இந்திய திருநாட்டிற்கு சென்று இஸ்லாத்தை விளைவிப்பதற்கு இப்ராம் ஷஹீது ஒலியுள்ள அவர்கள் கூடவே நாம செல்வதென்று சொன்னார் இது ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் என்று கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்கள் அவர்களோடு ஒன்று சேர்ந்தார்கள் அப்படி மூவாயிரம் பேர்களும் ஒன்று சேர்ந்து இப்ராம் ஷஹீது வலியுள்ள அவர்களும் தொண்டர்களும் அனைவர்களுமாக கூடி மதினமா நகரத்தின் மஸ்ஜி நபவியின் ரவுதா ஷரீப்பிலே வந்து அருமநாயகே கரீன் அலி வல்லாம் அவர்களுடைய ஜியாரத்தில் நின்றும் அவர்கள் மீது ஜியாரத்து செய்தவர்களாக தாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இப்ராம் ஷஹீது வழியுள்ள அதிபரியவனை வேண்டி நின்றார் எங்கள் அண்ணல் முகம்மதுவை கேட்டுமே நின்றார் மார்காதையிலே செல்லும் வீரருக்கு வெற்றி தருவாதிலே செல்லும் வீரருக்கு வெற்றி தருவா இறைவா உன்னுடைய பணியை செய்வதற்காக நீ இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்லாத்தின் அரும்பணியை செய்வதற்காக ஆயத்தப்படுகின்ற எங்களுக்கு நீ வெற்றியை தந்தவாயாக என்று வேண்டியவர்களாக அருமநாயகத்தின் மீது சலபாத்து ஓதியவர்களாக அவர்கள் மீது துவா செய்தவர்களாக அந்த மூவாயிரம் தொண்டர்களும் அருமை இப்ராம் ஷஹீது வழியுள்ள அவர்களும் மதினமா நகரத்து மக்களிடம் விடைபெற்று கொண்டு மதினமா நகரத்தை விட்டு நீங்கி மக்கமா நகரம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த நாட்டை நோக்கி அனைவர்களும் தகுப்பீர் முளைக்கிடுவார் தரணியில் நடந்து ஆண்டவனை புகழ்ந்து வழிகடந்து மக்கமா நகரத்தை வந்தடைகின்றார்கள் மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் இப்ராம் ஷஹீது அவர்களை கண்ணுற்ற அனைவர்களும் மட்டில்லாத மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து இன்னும் நம்முடைய அருமை ஹசரத் இப்ராம் ஷஹீத் அவர்கள் இறைவனது இல்லமாகிய கௌபத்துல்லா பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு செய்யக்கூடிய கிரிகைகளை கடமைகளை முடித்து கௌபாவை வலம் சுற்றி அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி கேட்கின்றார்கள் இறைவா நான் மூவாயிரம் தொண்டர்களோடு எம்பெருமானார் நபி முகமதின் முஸ்தபா ரசூ கலீம் அலைவசல்லாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளையை இந்த தீனு இஸ்லாத்தை சத்திய சன்மார்க்கத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி விரிவுபடுத்துவதற்காக வேண்டி இசுராத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய பிரயாணத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக எங்களுக்கு ஈடேற்றத்தை தந்தருள்வாயாக என்று காபத்துல்லாவில் நின்று இறைஞ்சி இறையவனை உள்ள முருகி அல்லா ஜல்லஷா நூத்தவனிடத்திலே அவர்கள் இருகரம் ஏந்தித்தான் நிகழ்கின்றார்கள் எங்களுக்கு எந்த விதமா உடைய குறைவின்றி எங்களுடைய எண்ணத்தை நிறைவாக்கி தருவாய் என்று போற்றி புகழ்ந்தவர்கள் கேட்டு நின்றார் உள்ள முருக கேட்டிடுவா வல்ல நாயனை தான் வேண்டிடு அவர்கள் அல்லா இடத்திலே இறஞ்சி கேட்டு கௌபாவை வலம் சுற்றி முடித்து கிரிகைகளை எல்லாம் முடித்ததும் மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் மன தூய்மையோடும் மன நிறைவோடும் செல்லக்கூடியவர்களை நல்ல முறையில் வாழ்த்தி சந்தோஷமாக வழியருப்பி வைக்கின்றார்கள் அதுபோன்று நம்முடைய அருமை இப்ராம் ஷஹீத் வலியுள்ள அவர்களும் மூவாயிரம் தொண்டர்களும் அவரவர்களுடைய பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பிரயாண செலவுகளுக்கு வேண்டிய பணங்காசுகளையும் பிரயாணத்தில் நான் சொல்லக்கூடிய பயணத்தில் நம்முடைய வழி வழிபோக்கில் உண்பதற்கு வேண்டிய உணவு தானியங்களையும் ஆகாரங்களையும் சேகரித்தவர்களாக அதை சிறப்பான முறையிலே அதை நல்ல முறையிலே பதனப்படுத்தியவர்களாக ஏறு வாகனங்கள் குதிரையும் ஒட்டகமும் கோவேறு கழுதைகளும் இதுபோன்றுள்ள வாகனாதிகளோடு அத்துணை பெர்களும் அதாவது கடல் தாண்டி செல்லாத முறையிலே கரை மார்க்கமாகவே அவர்கள் பயணப்பட்டார்களா அப்படி பயணப்பட்டு வரக்கூடிய வழியிலே பெரிய பெரிய அதாவது நகரங்கள் ஈரான் ஈராக்கு போன்ற பெரிய பெரிய நகரங்களும் குக் பேரூரா பேரூர்களும் இது போன்று சிற்றூர்களும் இதுபோன்று உள்ள நாடு நகரங்களையெல்லாம் கழித்து கால்நடையாகவே வழி அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களே ஆனால் திருநாட்டிலே சிந்து சொல்லக்கூடிய சமவெளி பகுதியில இயற்கையான வனப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் நிறைந்திருக்கின்ற அந்த சிந்து மாகாணத்தில் வந்து அட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே வட இந்தியாவில் சிந்துவனு நகரத்திலே இயர்க்க வளம் கொளிகுகின்ற சிந்துவளி நகரத்திலே இயற்கையான வாய்ப்புகளும் இயற்கையான செழிப்புகளும் அமைந்திருக்கின்ற சொல்லக்கூடிய வட ஒரு மாகாணமாகிய அதில் வந்து தானும் வந்த மூவாயிரம் சகாக்களும் தங்குவதற்கும் இருப்பதற்கும் தகுந்த தாவாளமாக தண்ணீரும் இன்னும் அவர்கள் அங்கு தங்குவதற்கு வேண்டிய சௌகரியங்களும் வசதிகளும் அமையப்பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல இடத்தை தான் அவர்கள் தயார் செய்து கூடாரங்கள் அடித்து அனைவர்களும் வந்து இறங்கி அவர்கள் நடந்து வந்த கலைப்பும் அவர்கள் பிரயாணத்தின் கலைப்புமாக வந்தவர்கள் அவர்கள் வந்து இறங்கி அவரவர்கள் செய்யக்கூடிய கடமைகளைத்தானே முடித்து ஊண்டின்களைத்தானே உண்டு பசியாரி சிலது நாட்கள் தான் நாங்கள் ஓய்வாக தங்கி இருக்கு தருணமதில் எங்கள் புராகி மனமதிலே எண்ணிடுவார் அவர்களை புராகி மனமதில் இப்ராம் ஷீது அலியுல்லாவும் அவர்களோடு வந்த சஹாக்களும் அந்த இடத்திலே சிலதினால் தங்கி அவர்கள் இழைப்பாரி களைப்பாரி ஓய்வெடுத்து கொண்டு அவங்களுடைய உற்சாக தெம்போடும் தெளிவோடும் இப்ராம் ஷஹீதுல்லா அவர்கள் என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே நாம் இவ்வளவு நாட்களாக வழி எவ்வளவு பெரிய இன்னல்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் ஏற்று நடந்து வழி வந்து இந்த இடத்தில் நாம் எதற்காக வந்து தங்கியிருக்கின்றோமே ஆனால் எம் பெருமானார் வாழக்கூடிய இந்த மக்களுடைய மத்தியில நாம் இஸ்லாத்தினுடைய ஏகதெய்வ கொள்கையை எடுத்துச் சொல்ல வேண்டும் எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அந்த மூவாயிரம் பேர்களில் சில பேர்களைத்தானே சிறிது சிறிதாகத்தானே பிரித்து ஒவ்வொருவர்களையும் தலைமையாக்கி மாகாணத்தில் கூறுங்கள் இஸ்லாத்தினுடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஏக தெய்வ கொள்கை என்ற இறைவன் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் அவனை பற்றி உள்ள விவரங்களை விளக்கி சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு அணிகளுக்கும் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் அதுபோன்று இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அது போன்ற ஒரு கூட்டத்தை தானே தன்னோடு சேர்த்துக் கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே நல்லுபதேசம் புரிகின்றார்கள் இந்த சிந்து நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள்களே ஜனங்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல உபதேசம் என்னவெனில் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை ஏன் எதற்காக படைத்தான் என்ற உண்மையை நாம் முதலில் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அதாவது நீங்கள் வைத்து வணங்கக்கூடிய வழிபாடுகள் இருக்கின்றதே இது பொருத்தமற்றது இது நம்முடைய அறிவுக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் பொருந்தாதது ஆகையினால் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் வைத்து அதாவது பல தெய்வ வழிபாடாக நாம் வழிபடுவது இது வணக்கமல்ல ஆகையினால் நாம் எவ்வாறு வணங்க வேண்டுமையானால் உருவமற்றவன் இணைதுணை இல்லாதவன் பெறப்படாதவன் முன்னுக்கு முன்னானவன் ஆகையினால் அவனுக்கு ஈடு இணை இல்லை அந்த ஒப்பற்ற இறைவனை நாம் ஒரு மனதோடு ஒரே இடத்தில் நின்று எல் பேர்களும் ஒன்று கூடி நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதுதான் அந்த இறைவனுக்கு பொருத்தமான வணக்கமாக இருக்கும் ஆகையினால் அந்த ஏக தெய்வ கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இறைவன் சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு தன்மையை பெற்று நாங்கள் சொல்லக்கூடிய மூலமந்திரத்தை ஏற்று லா இலாஹதுல்ல சொல்லக்கூடிய இந்த திருக்கலிமாவை சொல்லி நீங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்டு இசுலாத்து ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நீங்கள் சீரோடு வாழ்ந்து இருப்பீர் மறுமையிலே வாழ்ந்த சிறபோடு வாந்திரி திரே சிறப்போடு வாழ்ந்திருக்கத்திற்கும் அதாவது உயர்வை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமாகிய மூல மந்திரம் ஏற்றிக்கொள்வீர்களே ஆனால் இவ்வுரைகளிலும் மறு உரைகளும் உங்களுக்கு சீருண்டு சிறப்புண்டு பேருண்டு பெருமை உண்டு நல்ல உம்மத்தி என்று சொல்லக்கூடிய வரிசை உண்டு அந்த நபிமார்களுடைய செவ்வாயத்து உங்களுக்கு உண்டு என்று அவர்களுடைய அறிவுக்கு பொருத்தமான முறையிலே சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை அந்த மக்கள் மத்தியில் எடுத்து போதித்தார்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது சொல்ல சொல்ல தெளிவு பெறும் அதுபோல தீட்ட தீட்ட கூர்மை பெறும் என்று சொல்வது போல அந்த மக்கள் மத்தியில் சொல்ல சொல்ல அவங்களுடைய உள்ளங்கள் தெளிவு பெறுகின்றது அந்த நல்ல உபதேசங்களையும் அவங்க ஆற்றல் மிக்க வாய்மையையும் கேட்ட அந்த சிந்து மக்கள் மனமாறி அவங்களுடைய மனதிலே நல்ல எண்ணம் ஏற்பட்டு அந்த அத்துணைப்பும் ஒத்துமையான முறையில் நம்முடைய மகான் ஆகிய சையது இப்ரான் ஷஹீது அலியுல்லா அவர்களுடைய முன்னிலையில் வந்து அவர்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து அவர்கள் செய்த அந்த தூய்மையான வாய்மையை கேட்ட அந்த மக்களுடைய மனமாறி இப்பொழுது அவங்களுடைய கையை பிடித்து மதம் மாறி லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூல் இசுலாத்தில் இணைந்திடுவார் ஒன்றுபட்டு நின்று இசுலாத்தில் இணைந்து ஒற்று உலகிலேயே சிறந்த உன்னதமாகிய ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று சொன்னார் அது தீனுலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அப்பேர் கொற்ற அந்த சிறப்பு தேங்கிய மார்க்கத்தில் நாங்களும் இணைந்துள்ளோம் என்று அந்த சிந்து மக்கள் கூட்ட கூட்டமாக வந்து இசுலாத்தில் இணைகின்றார்கள் நம்முடைய மார்க்கத்தில் இணைகின்றார்கள் மதம் மாறுகின்றார்கள் இப்படி நாளுக்கு நாள் சிந்து நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த நல்ல உபதேசங்களை கேட்டு மனமாறி அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஒளி பறந்து அதாவது கலிமாவை சொல்லி இசுலாத்தின் பக்கம் மக்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் இஸ்லாம் பெருகிக் வருகின்றது இப்ராம்ஹீத் வழியுள்ளாகிய நபி முகமது அவர்கள் இட்ட கட்டளையை இன்னும் நாம் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் மத்தியில் நல்ல உபதேசங்களை தானே சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னும் இஸ்லாத்தில் இணைந்த மக்களுக்கு இன்னும் இறைவனுடைய வணக்கத்தை பற்றி அல்லாவுடைய அந்த மெய்யான வணக்கங்களை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல அவர்களுக்கு அந்த பழக்கத்தை காட்டி கொடுக்க வேண்டுமே அந்த சிந்து பகுதியில் அந்த அதாவது மதம் மாறி அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்களை புரிந்த அவர்கள் பள்ளி வாசல் கேட்டிடுவார் படைத்தோனை தொழுவதற்கு மத அமைத்து அவர்கள் வேதங்கள்